சந்தோஷங்க கடவுளை வந்து ஒரு ரெண்டு பேரை சூஸ் பண்ணி சந்தோஷத்தை ஒருத்தனுக்கு டெய்லியும் கொடுத்துட்டு இருந்தாரு இன்னொருத்தனுக்கு அப்பப்போ கொடுத்துட்டு இருந்தாரு சரியா இந்த டெய்லியும் சந்தோஷம் எதிர்பார்க்குறான் பார்த்தீங்களா கடவுள் வந்து அவனுக்கு டெய்லியும் குட்டி குட்டி சந்தோஷமாக கொடுத்துட்டு இருந்தாரு அவன் என்ன பண்ணா எனக்கு சந்தோஷமே பத்தில் என்ன இது இவ்வளோ கம்மி கம்மியாக கொடுக்குறீங்க சந்தோஷம் எனக்கு கொடுங்க வாழ்க்கையில் நான் இன்னும் வேற லெவலில் பொண்ணு சொல்லுவது அந்த சந்தோஷத்துக்காக வெறி பிடிச்சி பைத்தியம் பிடிச்சி அழஞ்சி நடுவூட்ல நின்றுட்டு இருக்கான் அவனுக்கு அது பத்தில் வெறி ஆயிட்டான் பைத்தியமாயிட்டான் சரியா இன்னொருத்தன் ஒருத்தர் இருக்கான் அவனுக்கு கடவுள் வந்து அப்பப்போ சந்தோஷத்தை கொடுத்துட்டு இருந்தாரு அவன் என்ன பண்ணா கடவுளை என்ன கடவுளை எனக்கு லைஃப்பில் இவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குறீங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த சந்தோஷத்தைலாம் அக்சப்ட் பண்ணிவிட்டு கடவுளை தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடிட்டு இருந்தான் இவன் வந்து கடவுளை திட்ட ஆரம்பிச்சாங்கன்னா இதுலருந்து என்ன திரும்பி அது எல்லாேருக்குமே எங்கே சந்தோஷன்றது அப்பப்போ அங்கங்கே குட்டி குட்டியோ பெருசு பெருசு கிடைக்கிது நம்ம அது பத்தாது இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு சொல்லிட்டு வந்து எங்கெங்கேயோ போய் வந்து நம்ம கஷ்டப்பட்டு மாட்டிட்டு கடைசி என்ன ஆகிறோம் ஹர்ட் ஆகிறோம் கஷ்டப்படுறோம் ஸோ சந்தோஷம் எல்லாரோட லைஃப்லேயுமே இருக்குங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துகிட்ருக்கு ஆர்ஜிமு கடவுள் பிளஸ்யும்